வணக்கம் விய வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டிலிருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லாமே டாப்பன் பண்ணாமல் சரி பாட்ரு வந்திருக்கக்கூடிய சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே ஹேண்ட்லூம் எடுக்க பியூர் சாஃப்ட் சில் சாரீஸ் கமிங் இட் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் வார்க் ஒன்ட் ஃபிஃப்ட் ரெண்டு பசங்களுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறனால ஒவ்வொரு சார்க்கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருவோம் ஃபர்ஸ்ட் சாரியுடைய கோட் டபுள் ஒன் எயிட் நைன் பலவன் ப்ளவுஸ் சிமெண்ட் கிரே டோன்லையும் படியாவு சாரி ராணிபிங் ஷேட்லேயும் இருக்குங்க பள்ளுல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி வர் வந்திருக்க மோட்டிவ்ஸ் கோல்டன் டெஸ்ட் சரியில் ஒரு ரோவும் சில்வர் டெஸ்ட் சரியில் ஒரு ரோவும் ஆடர்னேட்டிவாக சொற மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க இந்த சாரீஸுடைய லென்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க விதவுட் தி சாரி ஃபார்ட்டி இன்சஸ் எப்போ வரும் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம் வந்து வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் டபுள் ஒர்க் சாரீஸ்ங்க ஹேண்ட்லூம் ஒவ்வொரு சாரீ கூட கண்டிப்பாக செல்ஃப் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணி தரும் டபுள் ஒன் நைன் ஜீரோ சாரி வொயிட் அண்ட் ப்ளூ நிக் ஒண்ணுங்க ஒயிட் அண்ட் இருக்கும் பலுவன் பிளவுஸ் கிரீன் கலருங்க பிளைன் ப்ளவுஸ் எல்லா சாரிக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் வருங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி வரும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் உடைய பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓன்லி ஆறாயிரம் ஆஃபர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் ஸாரீஸ் பார்க்கப்பறம் நியர் அபவுட் டுவெண்ட்டி சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோரிக்கும் பாருங்கள் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸிங்க ஏன்னா எல்லாமே யூனிக் பீசஸ் தான் இருக்குது ஆன் டைமில் நம்ம போடும்போது நீங்கள் பார்த்து வாங்கினால் மட்டுமே முடியுங்க ஒரு ஒன் வீக் அப்புறமோ ஒன் மந்த் கப்புறமோ இந்த வீடியோவில் காட்டின சாரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி கிடைக்காதுங்க பாடி ஆர்த்தி ஸாரீ ஹாஃப் வைட்டுங்க சாண்டில் கலர் பல் ஒன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டபுள் ஒன் நைன் ஒன் சாரீ நெக்ஸ்ட் சாரீ டபுள் ஒன் நைன் டூ பார்ட் ஆஃப் தீஸ் ஸாரீ நேவி ப்ளூ பல் ஒன் ப்ளோ ரெட் கலர் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி போட்ரு வரக்கூடிய சாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோங்க சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன் பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க நெக்ஸார ஒன் நைன் த்ரீ பாடி ஆஃப் தி ஸேரி ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சு டோனுங்க blouse, yellow tone, bright yellow, full and full ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் டபுள் ஒன் நைன் த்ரீ ஸாரீ available, இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டு அவைலபிள் இருக்குங்க பேஸ்ட் ஆன் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் தவிர உங்களோட கண்ட்ரில ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் டபுள் ஒன் நைன் த்ரீங்க கோட் நெக்ஸ்ட் சாரீ டபுள் ஒன் நைன் ஃபோர் பட் கிரே கலர்லேயும் பல்வேன் ப்ளவுஸ் டோர் க்ரீன் ஷேர்லையும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டர் ஜெரி ஒர்க் பாட்டம் போர்ஷனில் வந்து சில்க்லேயே பார்ட்ரு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுலேயுமே ஸ்ட்ரைப்ஸில் உங்களுக்கு கோல்டன் டெஸ்டல் சரி ஒர்க்கில் பார்டர் வந்துடுதுங்க டபுள் ஒன் நைன் இந்த சாரியுடைய பிரைஸும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி எதுவும் டேமேஜாக வந்துச்சுனாவோ இல்லை நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லை நம்ம சாரி ஏதாவது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாம் அண்ட் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் இருக்கிற கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சு கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் ஃபோல பண்ணிக்கோங்க மற்ற கலர் சின்னதான் சேஞ்ச் ஆகிருக்கு குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்களுக்கு நம்ம ரிட்டன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது கிடையாது ஒன்லி ஃபார் டேமேஜ் மட்டும்தான் நம்ம ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறோங்க டேமேஜஸ் வர்றதுக்கோ இல்லை கலர் வந்து மாறி வந்துருமோ அப்படிங்க நான் கேளுப்போ சான்சஸே கிடையாதுங்க ஏன்னா நம்ம தரவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் கலர் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வீடியோவும் பாருங்கள் ஃபோட்டோஸும் பாருங்கள் படியர்தி ஸாரீ ஹாஃப் ஒயிட்டுங்க சாண்டில் கலர் பல்வன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டபுள் ஒன் நைன் ஃபைவ் சாரீ கோட் படியர்தி ஸாரீ கிரே கலர் பல்வேன் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஓகே டபுள் ஒன் நைன் சிக்ஸ் ஸாரீ கோட் இதெல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால நம்மகிட்ட யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் சேரீ அகெயின் கிடைக்காதுங்க டபுள் ஒன் நைன் அதே மாதிரி டைரக்ட் விசிட் வர்றவங்களும் நம்ம ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற சேரியை எக்ஸாக்டாக கேட்க வேண்டாம் அந்த பேட்டன்னில் வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக காட்டுறோம் ஆனால் சேம் சாரீ வந்து எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்காதுங்க நம்ம கிட்ட நேரில் வரவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்குற பிரைஸ் செக்மெண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பியூர் சில்க் சாரீஸ் லைட் சாரீஸ் சில்க் மார்க் சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்கு அதை தவிர தௌசண்ட் டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்லையுமே கொஞ்சம் சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க காட்டன் சாரீஸும் கிஃப்டிங் பர்பஸ் கொடுக்குற மாதிரி சாரீஸும் அவைலபுள் இருக்குது ஆனால் அது வந்து பியூர் சில்க் கிடையாதுங்க பியூர் சில்க்கு வேணும் அப்படின்னா ஃபைவ் செக்மெண்ட் தான் நீங்கள் போகணும் ஃபைவ் தௌசண்ட் தான் வருங்க படி ஆஃப் தி சாரீ கிரே கலர் பல்லுவன் ப்ளவுஸ் காப்ப சல்ஃபேட் ப்ளூ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் டெஸ்ட் சரி ஒரு டபுள் ஒன் நைன் செவன் சரி நெக்ஸ்ட் சாரி டபுள் ஒன் நைன் எயிட் சாரி ஆரஞ்ச் கலர் பல் ஒன் ப்ளவுஸ் கலர் அதே மாதிரி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் வா ஆன்லைனில் பார்த்து ஆன்லைன்லேயே வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே புக்கிங் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க 9043809562 booking procedure த்ரீ எயிட் சாரி நைன் கோட் எங்களுக்கு WhatsApp பண்ணி book பண்ணுங்கன்னு ஒரே ஒரு WhatsApp message பண்ணுங்க போதும் நிறைய மெசேஜஸும் அனுப்ப வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குயிக்காக பார்க்குறமோ இமீடியேட்டாகவே ரிப்ளை கிடைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புக் பண்ணியாச்சுன்னே சொல்லிடுவோங்க டபுள் ஒன் கோட் நெக்ஸ்ட் சாரீ டபுள் ஆன் கால்லையோ இல்லை கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணியோ புக் பண்ண சொல்ல வேண்டாங்க இந்த சாரி நாங்கள் பார்த்துருக்கோம் இருக்குதுங்களா எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஐம்பது சேரீக்கு மேலே ஷோ பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சாரீ பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது அதனால தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை சாரியுடைய கோடோ வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இவங்க இது தான் கேட்குறாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டபுள் ஒன் டபுள் நைனுங்க போடைய சாரீ கலர் பல்லு ஒன் ப்ளவுஸ் எல்லோ கலர் மேங்கோ எல்லோ नेक्ट सीरी वन टू डबल जीरो बड़िया यो कलर पलवर ब्लौस ब्लैक कलर सो वाट्सअप मेसेजस् मूंगा वन टू डबल जीरो डबुल सारी प्ीमीम क्वालिटी सारी सिक्स तउस अभी प्राई सेग्मीस नमल्क क டிஸ்பேச்சிங் டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற சாரி வெரி நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேஷ் பண்ணுறோங்க வித்தின் தமிழ்நாடு டூ டேஸ்லேயும் அதர் ஸ்டேட் ஃபோர் டேஸ்லையும் அதர் கண்ட்ரி மேக்ஸிமம் செவன் டேஸ்லேயும் கிடைக்குதுங்க நீங்கள் ப்ரீ பேமெண்ட் மோட் புக் பண்ணாலும் ஓகே கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணாலும் ஓகே இதுதான் ப்ரொசீஜருங்க இன்டர்நேஷ்னல் பொறுத்த மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மற்றபடிக்கு டொமஸ்டிக் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குங்க வித் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸோட ஒன் டூ ஜீரோ ஒன் பலுவன் ப்ளவுஸ் பாடி ஆஃப் தி சாரீ கிரீன் கலர் ஒன் டூ ஜீரோ ஒன்றுங்க மற்றபடி பர்ச்சேஸ் பண்ணுறது எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கப்புறமா எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் கஸ்டமர் கேர் நம்பர் அவைலபிள் இருக்க மாட்டாங்க அந்த டைமிங் உங்களுக்கு ஏதாவது குறியிருந்துச்சுன்னா சேம் கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க முடுக்கு عليكم சிகரமா உங்களுக்கு ப்ளே வரும் 1202 में पलोन ब्लाउज मस्टर्ड येलो बॉडी ऑफ द साड़ी इन कलरफुल एंड गोल्डन टेसले वाली वर्क 1202 में साड़ी कोड 1203 बॉडी ऑफ द साड़ी इन ब्लू पलोन ब्लाउज ग्रीन कलर मेंங்களோட வாட்ஸ்அப் グループஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா டெய்லியுமே நம்ம யூடியூபில் போஸ்ட் பண்ணுற டைமிங் லெவன் ஓ கிளாக் டூ தேர்ட்டி பிஎம் இந்த மூணு டைமிங்கில் வர வீடியோஸோடய சாரி ஃபோட்டோஸ் வித் ப்ரைஸோட உங்களுக்கு குரூப்ஸ்லேயும் அனுப்பிச்சி கொடுப்போம் ஸோ நீங்கள் க்ரூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஸேரீயோட வீடியோ லிங்க்கும் அதுலேயே வந்துடும் ஸோ வீடியோ லிங்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வாங்குகிற சாரிக்கு அட் மினிமம் நீங்கள் வந்து அந்த வீடியோவை கம்பல்சரி பார்த்துருங்க ஏன்னா ஒரு சில டபுள் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்லாம் எக்ஸாக்டாக வராதுங்க அதனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டியில் ரியல் கலரில் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறோம் மேக்ஸிமம் வாங்குறவங்க கலர் வந்து ஒரு பெரிய இதாக சொல்கிறது கிடையாது நைன்டி வந்து கலர் என்ன ஷோ பண்ணுறீங்களோ அதுதான் இருக்குது அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக இருக்குங்க ஒன் டூ ஜீரோ ஃபோர் பாடி எத்தி சாரி ஒயலட் கலர் பல்வன் ப்ளவுஸ் ராமர் க்ரீன் ஃபுல் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்குங்க 1204 டூ ஜீரோ ஃபோர் சாரிகோடு எல்லாம் பியூர் சில்க் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சாரீ கூடும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்